தன்னுடைய உற்றத்தார்கள் சுற்றத்தார்களை மறந்தார்கள் பெற்றெடுத்த தாய் தந்தியர்களை இழந்தார்கள் இன்னும் அந்த ஒட்டக சேர்ந்து சல்மான் பாரிஸ் அவர்கள் சிரியா வருகின்றார்கள் அப்படி சிரியா வந்து அந்த நாட்டிலே மூன்றாவது வேதத்தை சார்ந்த பாதிரியார் அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பாதிரியார் அவர்களிடத்திலே வந்து அணுகுகின்றார்கள் அவர்களை வந்து சந்தித்து கேட்கின்றார்கள் பெரியார் அவர்களே உங்களுடைய மதமும் உங்களுடைய மார்க்கமும் உங்களுடைய வணக்கமும் என்னுடைய உள்ளத்தில் பதிந்துவிட்டது ஆகையினால் நான் உங்களுடைய மதத்தை சேர்ந்து விட்டேன் உங்களுடைய மதத்தின் உண்டான ஆழமான கருத்துக்களையும் அதனுடைய தெளிவான வசனங்களையும் வணக்க வழிபாடுகளையும் நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சல்மான் பாரிசி கேட்கின்றார்கள் அப்படி கேட்கும் பொழுது அந்த மதபாதிரியார் அந்த பெரியார் அவர்கள் அதுபோன்று சல்மான் அவர்களுக்கு வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து தன்னோடு தான் அமைத்து அவர்களுக்கும் அந்த கிறிஸ்தவ மதத்தில் உண்டான வேதங்களையும் ஆகம நூல்களையும் அதில் உண்டான சகல விதமாவுடைய தத்துவங்களை பற்றியும் சல்மான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அவர்களும் அதுபோன்று பயின்று வருகின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த பாதிரியாரோ ஆனால் வணக்க வழிபாடுகளில் மிகச் சிறந்தவர் ஆனால் சொல்லொன்று செயல் ஒன்று உள்ளொன்று புறம் ஒன்று இப்படி அந்த மக்கள் மத்தியில் நேர்மையை பற்றி சொல்லுவார் தர்மத்தை பற்றி சொல்லுவார் இன்னும் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஆனால் அதே நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் அவர்கள் மீது ரொம்ப பக்தி வைத்திருந்தார்கள் அன்பு வைத்திருந்தார்கள் அது கொண்டு வேண்டுமான அதாவது அன்பளிப்புகளை அவர்களுக்கு பணங்காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதையெல்லாம் அந்த பாதிரியாராக கூடியவர்கள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பதாக சொல்லி அந்த பொற்காசுகளையும் பணங்காசுகளையும் ஒரு பாடான இருட்டறைக்குள்ள ஏழு பானைகளில் அந்த பொருள்களை சேமித்து வைத்திருந்தார் இது சல்மான் அவர்களுக்கு தெரியும் ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த பாதிரியார் அவர்களை அவர்களுக்கு உடல்நலம் குறைந்து மரணப்படுக்கையில் கிடக்கின்றார் அப்படி கிடக்கும் சல்மான் பாரிசி பார்க்கின்றார்கள் ஆக இந்த பாதிரியார் இறந்து விடுவார் போல தெரிகிறது என்று அதுபோன்று அந்த பாதிரியார் மரணமடைந்து விடுகின்றார் மரணமடைந்த உடனே அந்த நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாரும் வந்து கூடி அந்த மத பாதிரியாரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி கிரிகைகளை செய்ய வேண்டும் என்பதாக மக்கள் கூடியிருக்கும் போது சல்மான் சொன்னார்கள் அதாவது பெரியவர்களே ஜனங்களே நீங்கள் இந்த பாதிரியாரை ரொம்ப நல்லவர் உயர்ந்தவர் ரொம்ப உண்மையாளர் என்பதாக கருதி இருக்கின்றீர்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த பாதிரியார் உண்மையிலேயே அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய இன்னும் அதாவது அவர் உள்ளத்தை சொல்லு ஒன்று அவருடைய செயல் ஒன்று பார்வைக்குத்தான் இவர் நல்ல மனிதரை போன்றிருக்கிறார்கள் பசுத்தோல் போற்றிய புலி ஆகையினால் நீங்கள் கொடுத்த செல்வங்களையும் நீங்கள் கொடுத்த பணங்காசுகளையும் பொண்களையும் ஏழு பானைகளிலே போட்டு நிலப்பி வைத்திருக்கின்றார் இதோ பார்வைகள் என்று அந்த பாலான இருத்தரைக்குள் இருக்க வேண்டிய பொற்காசுகளை கொண்டு வந்து எடுத்து கொடுத்தார்கள் இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் வெறுப்புத்தார்கள் சங்கடமடைந்தார்கள் செயல்படைத்தவரா என்று உடனே அவரை எடுத்து கொண்டு போய் சிலுவையிலே தொங்க விட்டு அவர்களை கல்லால் அடித்தார்களாம் இப்படி ஒரு கொடுமையை செய்து முடித்ததன் பின்பு மீண்டும் அந்த இடத்திற்கு ஒரு ஆள் வேண்டுமே அதாவது வணக்க வழிபாடுகளுக்கு பாதிரியார் வேண்டுமே என்று இன்னொரு பெரியார் அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்திற்கு நியமித்தார்கள் அப்படி நியமிக்கப்பட்ட அந்த பெரியாரும் ரொம்ப நல்லவர் ரொம்ப மார்க்காகவும் அவங்களுடைய மதத்தை பற்றி நல்ல விதமாக உணர்ந்து வழிபாடாக உடையவர்கள் அப்படி இருக்கும் அதே நேரத்தில் சல்மான் அவர்களும் அவரோடு அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய நாளையில் அதுபோன்ற அந்த பெரியார் அவர்களுக்கும் மரணத்துடைய நேரம் வந்து விட்டது மரணத்துடைய படி மரணத்துடைய பிடியிலே இருக்கும் போது சல்மான் கேட்கின்றார்கள் பெரியார் அவர்களே நான் எவ்வளவோ மனதில ஒரு நேர்மையான ஒரு எண்ணத்தை எண்ணி வந்தேன் வந்த இடத்தில் நீங்களும் மரணத்துடைய பிடியில் இருக்கின்றீர்களே எனக்கு இன்னும் இதை விட நேர் வழி காட்டக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் நான் யாரிடத்தில் செல்வேன் என்று கூடி நேரத்தில் அந்த பாதிரியார் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் அப்பா மகனே ஒன்றுக்கும் நீயும் இங்கே வருந்த வேண்டாம் உண்மையான சீரி ஒன்று சொல்லுகின்றேன் tune in Los Great大丈夫s The chances of mine провер interactions How per language pertinence Since severe ière மரணப்படுக்கையிலே கிடக்கின்ற அந்த பாதிரியார் சல்மான் பாரிசு அதிகளை சொன்னார் அன்பு மகனே கவலைப்படாதே மனதிலே கலக்க வேண்டாம் நான் ஒரு இடம் சொல்லுகின்றேன் நீ அங்கு செல்வாயானால் உனக்கு இதைவிட ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நிலை உனக்கு கிடைக்கும் என்று அந்த பெரியார் சொன்னார் நான் எங்க போக வேண்டும் என்று சொன்னார்கள் மூசல் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போ அங்கு ஒரு பெரியார் இருக்கின்றார் அவருக்கு அவர் உனக்கு நல்ல மார்க்கத்தைப் பற்றி சொல்லி தருவார் என்று சொல்ல அதுபோன்று அந்த பெரியாருடைய சொல்கேட்டு சல்மான் பாரிசி சிரியாவை விட்டு மூசல் நகரத்துக்கு சென்றார்கள் அங்கேயும் அதுபோல் அந்த பெரியார் சென்றதும் பெரியார்களுடைய இடத்திலே வந்த ஒரு நிலையைப் பற்றி சொன்னதும் அவர்கள் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய சிசியராக அவர்களுடைய இன்னும் மாணாக்கராக ஏற்று அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் மார்க்கத்தில் உண்டான சம்பவங்களையும் பற்றி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது அவருக்கும் வயது அதிகமாகி நோய்வாய்ப்பட்டு அவரும் மரணப்படியே மரணப்பிடியிலே கிடக்கின்றார்கள் அப்படி கிடக்கும் போது அந்த பெரியாரிடத்திலும் கேட்கின்றார் பெரியார் அவர்களே நான் இன்ன விதமாக சிரியாவை விட்டு மூசல் வந்தேன் இங்க நீங்களும் மரணத்துடைய நிலையில் இருக்கின்றீர்கள் நான் எங்க போவேன் எனக்கு எப்படி ஆதரவு உண்டு இந்த மார்க்கத்திலுடைய இன்னும் படிக்க வேண்டிய தெரிய வேண்டிய காரியங்கள் நான் எப்படி தெரிந்து கொள்வேன் என்று சொல்லும் அந்த பெரியார் சொன்னார் மகனே இப்ப யாரும் இந்த உலகத்துல நல்லவங்களாக எனக்கு தெரியவில்லை அப்படி இருப்பதுனால நான் இன்னொரு இடம் சொல்லுகின்ற நீ அங்க போ அங்கு உனக்கு நல்ல காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்ல அதாவது எந்த ஊருக்கு போக வேண்டும் சென்று கேட்கும் போது நசிபையின் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல் அங்கு ஒரு பெரியார் இருக்கின்றார் உண்மையிலே அவர்கள் உனக்கு நல்ல தத்துவங்களை பற்றி சொல்லி தருவார் என்று சொல்ல அதுபோன்று அது கேட்ட சல்மான் பாரிஸ் அவர்கள் மனதிலே ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் அந்த நாடு வருகின்றார் அந்த நசீபைன் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வந்ததும் அதே அந்த நாட்டிற்கு அவங்களுடைய மதத்திற்கு பெரியாராக இருக்கக்கூடிய அதாவது இயேசு மதத்திற்கு கிறிஸ்தவ மதத்திற்கு பெரியாராக இருக்க வேண்டிய ஒரு பாதியாரிடத்திலே வந்து அவர்கள் சேர்கின்றார்கள் அந்த நசீபைன்ல அப்படி வந்து சேர்ந்ததும் அவர் வந்த ஒரு நோக்கத்தைப் பெற்று சொன்னதும் அந்த பெரியார் அன்போடு அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நல்ல பல உபதேசங்களை பற்றி சொல்லி கொடுத்து வர வேண்டிய காலத்தில் அவர்களுக்கும் ரொம்ப நோய்வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களும் மரணத்தினுடைய ஒரு பிடியிலே சிக்குண்டு விட்டார்கள் அதே நேரத்தில் சல்மான் பாரிஸ் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருத்தப்பட்டவர்களாக சொல்லுகின்றார்கள் பெரியார் அவர்களே சிரியா சென்றேன் மூசல் சென்றேன் சென்று ஆனாலும்டான பரிபாடான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை நீங்கள் நல்ல ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுவார் சல்மான் பாரி ஒன்று சொல்ல வேண்டும் பெரிய கேட்கும்பு அப்போ அந்த பெரியார் சொல்லுகின்றார் அருமை மகனே நீ மனதிலே வருத்தப்பட வேண்டாம் இப்பொழுது நம்முடைய நாட்டிலே இந்த மூன்றாவது வேதத்தினுடைய பைபிள் இருக்கின்றது இதை அவரவர்களுடைய மனதிற்கு ஏற்ற முறையில இந்த பைபிளை திருத்திவிட்டார்கள் திருத்தி எழுதி கொண்டார்கள் அவரவர்களுடைய ஒரு நிலைக்கு ஏற்ற மாறி இந்த மதங்கள் மாற்றப்பட்டுவிட்டது ஆகையினால் இப்போ நல்லவர்கள் யாரும் இருப்பது ரொம்ப அரிதாக இருக்கின்றது ஆகையினால் நான் உனக்கு ஒரு மார்க்கம் சொல்லுகின்றேன் நீ அதை மனதிலே வைத்துக் கொள் நீ இங்கிருந்து சிரியா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல் அப்படி அங்கே போகும்போது அதாவது இப்ராஹிம் நபி அலி சலாத்து மார்க்கம் இருக்கின்றதே ஏக தெய்வ கொள்கை இறைவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய முறையில அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று பின்னால் இருக்கின்றது ஒரு நபி பின்னாலே வரை இருக்கின்றார் அதனால் அன்னைக்கு சிரியா செல்லும் பொழுது அங்கு ஈச்சம் புதர்கள் அதிகமாக இருக்கும் அப்படி அந்த இரு ஈச்சம் புதர்களுக்கு மத்தியில ஒரு மனிதர் எழுந்திருப்பார் அவர் அந்த கூட்டத்தை விட்டு மறுபொதருக்குள் போகும்போது ஏகபோகமான மக்கள் கூடியிருப்பார்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்திற்கு அவர் திரும்பி போவதற்கு ஓராண்டு காலமாகும் ஆகவினால அந்த மனிதரை நீ சந்தித்தார் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அந்த மத பெரியார் அவர்கள் அந்த பாபிரியார் அவர்கள் சல்மான் பாரிசிக்கு ரொம்ப சாந்தமாக சொன்னார்கள் கேட்டதும் சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி நமக்கு இதில் நின்று ஒரு கிடைக்கும் என்பதாக அந்த நாட்டையும் விட்டு அவர்கள் அதுபோன்று நேர்வழி பெறுவதற்காக அவர்கள் இரவு பகலாக தன்னந்தனியாக வழி நடந்து வந்திடுவார் திரும்பினால் நேர்வழியை பெறுவதற்கு அவர்கள் மிக தூரம் வழி நடந்தால் சல்மான் வாரிசு அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு நீண்ட எண்ணத்தோடு அவர்கள் நீண்ட தூரத்தினுடைய பிரயாணத்தை கடந்தார்கள் வரவேண்டிய வழியிலே எவ்வளோ பல துன்பங்களையும் அல்லல்களையும் பொருட்படுத்தாது பசியோடும் பட்டினியோடும் அவர்கள் நடந்து நடந்து கடைசியாக அவர்கள் சொன்னதை போன்று அந்த சிரியா நாட்டினுடைய எல்லை அடைகின்றார்கள் அதுபோன்று அவர்கள் சொன்ன அந்த பெரியாரை காண வேண்டுமே என்று அவர்கள் அந்த ஈச்சம் புதர்களைத்தான் தேடி வரும்போது அதுபோன்று ஒரு இடத்தில் தான் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னதை போன்று அந்த பெரியார் அவர்கள் அந்த ஒரு ஈச்சம் புதலில் நின்றும் செல்லுகின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது சல்மான அந்த கூட்டத்தைத்தை கடந்து அந்த பெரியாரை சந்திக்க முடியவில்லை ஆகவே அந்த பெரியாரும் அந்த புதருக்குள் போய்விட்டார் நுழைந்த உடனே அவங்களுடைய முகம் அவர்களுக்கு தெரியவில்லை அதையும் அவர்கள் முண்டியடித்து பின்தொடர்ந்து சென்ற சல்மான் அவர்கள் அந்த பெரியார்களுடைய தோளை பிடித்துக் கொண்டார்கள் தோளை பிடித்ததும் பெரியார் திரும்புகின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் அப்படி கேட்கும் பொழுது சமான் சொல்லுகின்றார்கள் எனக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் ஏக தெய்வ கொள்கையை பரப்ப கூடிய உண்மையான ஒரு வழியை நான் அடைய வேண்டும் அதற்கு நீங்கள் மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த பெரியார் சொன்னார்கள் அதை பற்றி இப்ப யாரும் கேட்பார் இல்லை ஆகையினால அதற்குரிய ஒரு காலம் வந்துவிட்டது நாளும் வந்து விட்டது ஆகையினால் நீ அதாவது மலை குன்றுகளும் ஈச்ச மரங்களும் அடர்ந்திருக்கின்ற அந்த நாட்டுக்கு செல்வாயானால் அங்கு இந்த இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை அந்த ஏக தெய்வ கொள்கையை பரப்பக்கூடிய அந்த உண்மையான மனிதரை நீ கண்டுகொள்வாய் என்று அந்த பெரியார் சொன்னார்கள் அது மட்டுமல்ல இந்த பாதிரியார் சொன்னார்களே நீ இந்த விதமாக போகும்போது நீ பார்க்கக்கூடிய அந்த பெரியாரை கண்டு காண அவங்க சொல்வதற்கு முன்னால அந்த பெரியார் அவர்களுக்கு ஒரு போதனை சொல்லியிருந்தார்கள் யாருக்கு சல்மான் நீ செல்லக்கூடிய அந்த பாதையில் அதுபோன்று ஒருவரை நீ சந்தித்தால் அவருக்கு நீ முதல் முதலாக சந்திக்கின்ற பொழுது கொண்டு போய் ஒரு பொருளை கொடுப்பாயானால் அதை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அந்த பொருளை அவர்கள் சாப்பிடுவார்கள் மூன்றாவதாக அவர்களுடைய இரு தோள்களுக்கு மத்தியில் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும் நபி முத்திரைகுத்தப்பட்டிருக்கும் அடையாளங்களை கொண்டவர் தான் நீதியார் அவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள் அதே போன்று இந்த புதரிலே சந்தித்த அந்த பெரியாரும் சொன்னார்கள் இதை கேட்ட உடனே சல்மான் பாரிசுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துவிட்டது அப்படியானால் அது போன்ற அந்த மா அந்த பெரியார் அவர்களை நாம் எப்போ பார்ப்போம் எப்போம் காண்போம் என்பதாக சல்மான் பாரிசி இடத்துல இவர்கள் மூன்றாவது முறையாக வந்து சந்தித்த அந்த பாதியாரிடத்தில் இருக்கும் போது இவர்களுக்கு நிறைய காசு பணங்கள் கிடைத்தது அதை கொண்டு ஆடு மாடு ஒட்டகங்களை நிறைய வாங்கி கொண்டார்கள் அந்த ஒட்டகங்களையும் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு அதுபோன்று அந்த பெரியார் சொன்ன மூன்று அடையாளங்களை கொண்ட அந்த பெரியாரை நாம் சந்திக்க என்று எண்ணி வரும்போது அதாவது அமோரியாவில் அரபியாவுக்கு போக வேண்டிய ஒரு வியாபார கூட்டம் அந்த வியாபார கூட்டத்தார்களை சந்தித்தவுடனே சல்மான் பாரிசி சொன்னார்கள் வியாபார கூட்டத்தார்களே என்னுடைய ஒட்டகம் ஆடும் ஆடுகளை எல்லாம் நான் உங்களுக்கு இனமாக தருகிறேன் வாங்கிக் கொண்டு என்னை நீங்கள் அழைத்து அதாவது மக்கமா நக மதினமான நகரம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு என்னை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே அந்த வியாபார கூட்டத்தார்களும் அதற்கு சம்மதித்து சல்மான் பாரிசி ஒன்றா அதைத்தான் அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டுத்தான பிரயாணப்பட்டு நடந்து வாறும் நேரம் அதில் நல்லதொரு வர்த்தகத்தார்கள் அவர்கள் மனதிலே எண்ணம் கொண்டார் சமான் பாரிசியை ஒன்றாக அழைத்துக் கொண்டு வரும் அந்த வியாபார கூட்டத்தின் நமக்கு வேண்டிய ஆடு மாடு தந்துவிட்டார் வயதாக இருக்கின்றார் என்ன செய்வோம் என்பதாக எண்ணிக்கொண்டு வந்த அந்த வர்த்தக கூட்டம் குறாய என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து சேருகின்றார்கள் சேர்ந்து அங்கு தங்கி தங்கி இருக்கும் போது இந்த வியாபார கூட்டத்தார்கள் வாக்குறுதியை தானே இழந்து சொன்ன சொல்லை அவர்கள் மறந்து சொன்ன சொல்லுக்கு மாறாக இந்த சல்மான் பாரிசி அவர்களை அந்த வாதில் குரா என்று சொல்லப்பட்ட ஒரு ஊரில் ஒரு யூதனிடத்தில் சல்மான் பாரிசியை அடிமையாக விற்றுவிட்டார்கள் அப்படி அடிமையாக விற்றதும் அந்த யூதனாக கூடியவன் அவர்களை வாங்கிக் கொண்டு போய் அவர்களை அடிமையாக்கிக் கொண்டான் இதை நினைத்த சல்மான் பாரிசி மனதிலே நம்ப வேதனைப்படுகின்றார் வருந்துகின்றார் நாமளோ நம்மளுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் உண்மையான ஒரு மார்க்கத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று வர வேண்டிய இடத்துல கூட்டார்கள் வாக்குறுதி அடைந்து மாறான முறையிலே நம்மளை கொண்டு இந்த யூதனிடத்திலே அடிமையாக வெற்றி விட்டார்களே அதிலேயும் அரபு நாட்டிலே அடிமை என்று சொன்னால் ரொம்ப ஒரு இழிவான நிலை அப்பெயர் கொத்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்களே நாம் என்ன செய்வது என்று சல்மான் பாரிசி அவர்கள் மனதில் இறந்த வேதனையோடும் வருத்தோடும் கண்ணில் விட்டு அழுகின்றார்கள் நாம் என்ன செய்வது இவனை விட்டு நாம் எப்படி தப்பிப்பது இவனை விட்டு நாம் எப்படி விடுதலை பெறுவது என்று வேதனைகள் அடைந்துடுவாரி அடிமையாக விட்டு விட்டார் அவர் சல்மான் பாரிசி அடிமையாக விற்கப்பட்ட அந்த யூதனிடத்திலே இருந்து ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள் மனதிலே ரொம்ப சங்கடப்படுகின்றார்கள் இவ்வாறு அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த யூதனுடைய சிறிய மகன் ஒருவன் அங்கு வருகின்றான் அப்படி வந்ததும் இந்த சல்மான் பாரிசியை பார்த்த அவன் சொல்லுகின்றான் பெரியார் அவர்களே இந்த வாலிபனை நீங்கள் எனக்கு அடிமையாக தர வேண்டும் என்று கேட்கின்றான் அவன் குறைசா கூட்டத்தை சார்ந்த சேர்ந்தவன் அதிலையும் குறிப்பாக அவன் மதினாவில் வசிப்பவன் அப்படி இருப்பதனால் சல்மான் பாரிசி அவர்களை அடிமையாக வாங்கி அவன் மதினாவுக்கே கொண்டு வந்து விட்டார் அப்படி மதினாவுக்கு கொண்டு வந்து அவளுடைய அடிமையாகத்தான் நினைத்து அவர்களை பராமரித்து உதவ